மாதம் மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் உங்களுக்காக நாம் என்ன மாதம் என்று பிரகடனப்படுத்துகிறோம் இந்த மாதம் அவரு ஐஸ்வர்யத்தின் மாதம் அவருடைய ஐஸ்வரியத்தின் மாதத்தை நாம் கொண்டாடி சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அல்லது உங்களுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்துக்குள் அவருடைய ஐஸ்வர்யத்துல மகிமையில நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு வசனத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் போன வாரத்துல செய்தியை கேட்டவங்களுக்கு தேவைகளை குறித்து செய்ய இடம் கொடுக்கக்கூடாது மாறாக நாம் நம்முடைய ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களோடு கூட பேச போது என்ன தலைப்பு என்றால் நடத்தி எத்தனை பேர் உங்களுக்கு அற்புதத்துக்கு அடையாளமாக அல்லது அற்புதத்துக்கு நடத்தக்கூடியதாக ஒரு டூலாக பயன்படுத்தக்கூடும் Need is the most important part of creation. Creation is the most important part of creation. It is the most important part of your creation. Mani, you have to give a gift to you. I am going to tell you that if we are not a gift, how do we give you a gift? Right? படிப்பு வெரிக்காக நாலே அதுக்காக தான் படிக்கணும் ஆனா எதுக்காக போறோம் நம்ம நல்ல படிச்சா இன்னும் ஒரு படி இருக்கு இந்த படிப்பு படிச்சா இந்த டவுரி கிடைக்கும் இதெல்லாம் இருக்கு ரைட் பட் படிப்பு அந்த ஒரு வேலை போனோம் வேலைக்கு அப்புறம் பணம் வரணும் பணத்தில் பல தேவைகளை சந்திக்கிறோம் அது பத்தாது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் வரும் பொழுது நம்முடைய உள்ளமும் இல்லமும் ஏங்கிட்டு இருக்கோம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வரும் பிகாஸ் நாளைக்கு நாள் நம்முடைய தேவைகள் என்ன ஆகுது அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தேவை இல்லாவிட்டால் மனிதன் தேவனை கண்டுபிடிக்கவே முடியாது வைத்தார் பிறந்த குழந்தைக்கு பசி எடுக்கல அல்ல அந்த தேவை வரலன்னா அழுமா தன் தாயை நோக்கி தேவைட்ரன்ஸ் மேல ஹையர் லெவலில் இருக்காரு கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாமே இந்த நீட்ற ஒரு காரியம் இல்லைன்னா இன்னைக்கு நடந்திருக்க அதனாலதான் இந்த போன வரம்பியூட்டி இந்த லா வெரி இம்பார்ட்டன் நம்ம தெரிஞ்சுக்கோ மனிதனுக்கு தேவை என்னது அடிப்படை பிசியாலஜிக்கல் நீட் சாப்பாடு உடை போறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க முடிஞ்ச அப்புறம் அடுத்தது போறாங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க பூர்த்தியான உலகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற்கு அடிப்படையில் அடிப்படையில் ஒட்டம் பசின துடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு பசு அவனுக்கு வந்து என்ன சொல்றது அவன் சாப்பாடு பார்த்து பல நாட்கள் அவனுக்கு போய் நீங்கள் வேற ஏதாவது காட்டினா அல்லது இங்கே கூட்டிகிட்டு போறான் அங்கே கூட்டிகிட்டு போறான் இல்லை அந்த வேலை நல்லா இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு அது மோட்டிவேஷனலாக இருக்குமா இல்லை ஃபர்ஸ்ட் அவன் கையில் ஒரு பிரெட்டை கொடுத்தீங்கன்னா அவன் வாங்குற அந்த ஆவல் வந்து வேறுபா நீட் படி இந்த படிகள் மக்களை தீர்மானிக்கிற அந்த ஞானத்தை காட்டிலும் நமக்கு You have to understand the need of this earth and also the earth to come. What are the things of this earth? What are the things of this earth? What are the things of this earth? Hallelujah! Are you understanding? Yeah. Now, where are you from? Where are you from? Where are you from? Right? Where are you from? Where are you from? No. we all have list bucket list like wish list irku end list irku pirkalathile nadathavendiya and list ellame namba bucket la vechirukom ana adan mathiyila we we are a group of people how different you are you you and me are because தேவை மற்றவர்கள் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் மட்டும்தான் ஆனால் நாம் இந்த உலகத்தினுடைய அதே நேரத்தில் வரப்போகிற உலகத்தினுடைய செயல்படுகிற கூட்டத்தில் போன வாரத்தில் என்ன பண்ண நீங்க எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுங்க ஆகாயத்தை பற்றிகளை கவனித்து பாருங்க காட்டு புஷ்பங்களை பாருங்க அவர் சொல்றாரு அழிந்து போக போகிற அந்த காட்டு புஷ்பத்துக்கு நான் அப்படி கொடுப்பேன் என்றால் உங்களை நீங்கள் எவ்வளவு விசேஷத்தமானவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய தேவைகளை அறிந்து அதே நேரத்தில் தன்னுடைய வரப்போகிற உலகத்தினுடைய தேவைகளை அறிந்தவர்களை என்ன குறிப்பிடுகிற அல்லவா விசேஷித்தமானவர்கள் அல்லவா ஸ்பெஷல் இதே நேரத்தில் காலையில் எழுந்தவுடனே சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ண போறேன் தெரியும் ஆனா விசுவாசம் இதுக்குதான் வாழ்க்கையில் உணவுக்கு பதிலாக எதுவும் உணவுக்கு பதிலாக எது முக்கியம் முக்கியம் போலின் தேவைகளை மறந்துட்டு உடைக்கு பதிலாக எது முக்கிய முக்கியமானது உடைய நம்ம பார்த்து பார்த்து சரீரத்தை நாம் கண்டுகொள்ளாம விட்டு சரி பாதுகாக்கிறதுல நாம் கோட்ட விட்டு சொன்னார் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் தேவைகள் இருக்கிறது ஆனால் அந்த தேவைகள் அவைகளில நாம் தேவனை பார்க்க கூடியவர்களாக வசனங்களை பார்த்து <laughs> பிறகு நான் செய்திக்கு மிக முக்கியமான வருகின்றது ஒரு பின்னாடி ஒரு மிராக்கள் ஒளிஞ்சிட்டு இருக்க என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கப் போகிறேன் போன வாரத்தில் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் aus <laughs> din hmm. dilad <laughs> madala kimkiye yenda yenda maati sayaro balandanga sayaro my everything else is in dilad my job is a name my protection is a name my my every need my security My house, my every need of my security is in my Lord. Hallelujah! I will tell you what I am doing and what I am doing and what I am doing and what I am doing and what I am doing. That's why, when we are living in this world, we are not going to die, but we are going to die as a real source. The third thing is love and Belonging needs love and belonging Needs 20-28 அவரை கொடுத்தும் அன்பு தீமை செய்யாது என்று அன்பை குறித்து எட்டு இங்கிலீஷ் என்ன தினமா இருக்கு Love and Faithfulness Mercy and truth அது நிலைநிறுத்தப்படுகிறது என்று Because in the Ullagam Ariyadha and Anbhai For God so loved the world that He gave His only begotten Son That whomsoever believeth in Him shall not perish but have eternal life If you believe in God and His name, Kuma, He will go to the Nithya-Jeevan He will end his father in the Ullagam How much? How much? That's why, In the language, How much? கல்வாரி சிலுவல் இருக்கு இவ்வளோப்பா அளவே இல்லாத உலகத்தை நீசித்தாக காணல் நீரை போல ஏமாந்து போகிறதாக இருக்கிறது அவைகளெல்லாம் திருப்தி அடைய முடியாது ஒரே அன்பு ஏசுவின் அன்பாக இருக்கிறது 96 அவருடைய சமூகத்தில் என்னென்ன இருக்கான் மகிமையும் கனமும் இருக்கிறது ரெஸ்பெக்ட் ஆன தேவ சமூகத்தில் வருகிற எல்லாருக்கும் அவர் என்ன கொடுக்கிறாரு ஒருவன் ஆண்டனை உயர்த்துகிற ஒருவன் ஆகிலும் ஆண்டவர் விட்டதே கிடையாது அதனாலதான் சொன்னார் என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்க அங்கதான் போறான் அது குறித்து வேதாந்த பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் கீதுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க அந்த முழு அதிகாரத்துல யார் எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஓல்ட் பிலீவர் ஒரு வயதான பெண்மணி எப்படி இருக்கணும் ஒரு வயதான ஆள் எப்படி அழகாக எழுதுற தீத்துவின் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் எப்படி இருக்கணுமா ஜாக்கிரதை உள்ளவர்களும் அப்படி என்ன கேரக்டர் பார்த்தீங்களா இட் இட் ரிவீல் இட் டிஃபைன்ஸ் அஸ் விட்டி வாட் விட் இஸ் அழகா அந்த இடத்துல சொல்லப்படுஸ் ஒய் in the maslows hierarchy in the bhumika alladi management principal a manushudey theory manushudeya motivational theory aga inda ulagathile adu prada adu adu padipikkapadugiradu but remember for a child of god more than that the bible says all is there and that is why we are special because nam in the ulagathinoda thevegalukkaga mattumalla nammudeya வரப்போ உலகத்தினுடைய என்றால் சில கேள்விகள் இருக்கு okay this this boy on family la id irukku oru vela avan avan van first level motivation la irukka when i you and what is the status apdi n kekumbodhu they will understand okay this guy is in second level of motivation when the guy is you know is trimmed up he is going the thing then they will have an impression okay he is looking for a la la affection and that's the third level of motivation that how the world judges or that is the that is fact but and to the people like ivayilum nam arindiruka vendum ivayilum nam seiya vendum ivayilukum maaraga melaga unmaiyana anda ulagathukku varapogura ulagathukku theviyana athana ragasinglum nam arindavargalai nam seyalpadavendru than nammudaiya visheshitha tanmiyaaga irukkirathu உணவு என்னஸ் அரைச்சு கொடுக்குறேன் உடம்புக்கு எது செட் ஆகும் என்ன ஆகும் அதே போல தேவைகள் இருந்தாலும் அவைகள் என்ன என்பதை வாசிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து நாம் எவ்விதமாகிலும் வரப்போகிற உலகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் நாம் இங்கு வந்து Your needs leads to Miracle. When I am initially told by theıyorlar개려고, my line of need to put Pont首相 on his longtime need. The need in the end is to sit with the human rights and become the need. essFine needing to own right. Student. So how do we approach our needs? தேவைதமாக நம் அணுகுல எங்க அம்மா அப்பா விசேஷமா இன்றைக்கும் எனக்கு இன்னும் இருக்கு என்னோட சின்ன வயசுல நினைக்கிறேன் படிக்கும் பொழுது இந்த மேஜிக் பாக்ஸ் ஒண்ணு வந்து தெரியுமா அப்படி தெரிஞ்சால் மேக்னெட் இருக்கும் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கூலில் அது சில பிள்ளைங்க வந்து ரொம்ப நான் வந்து கேட்குறேன் எனக்கு மேக்னெட் பாக்ஸ் வேணும் மேக்னெட் மேஜிக் பாக்ஸ் வேணும் அப்போது ஜோமன் ப்ரே பண்ணேன் சொல்கிறேன் சில நேரத்தில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் எதிர்த்தாலும் வாங்கி கொடுக்காமல் போய் ப்ரே பண்ணுன்றாங்களே பட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் ஐ கல்யூ அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டந்தான் my sillyip추 will determine such a distinction but the practice to go to kneel down and pray to god because he is the source of all the needs to come and us understand I will never do this at work and like style likewise I prayed after my example I got paid first and in my talk and ask me sister Lucy sister, listen, listen. அவங்க என்னோட சண்டை முடிச்ச உடனே என கூப்பிட்டு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க எனக்கு வாங்கி பார்த்தா நான் எது எதிர்பார்த்துனோ அதே மேக்னட் பாக்ஸ் வந்து எனக்கு a gift. That? need? how do you approach a need நாம் எப்படி நம்முடைய தேவைகள் வரும் பொழுது மனதில் தேடி போறோமா உலகத்தை தேடி போறோமா இங்க தேடி போறோமா யாரை தேடி போறோம் நீங்கள் யாரை தேட வேண்டுமோ ரைட்டான சோர்ஸ் என்றால் நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை வேதத்துல வாசிக்கிறோம் அண்ணாள் என்ற பெண்மணியை குறித்து வாசிக்கிறோம் ஒன்னு சாமியின் புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அண்ணாள் குறித்து நீங்க படிக்கிறீங்களே அண்ணாள் பெண்ணினால் சொல்லிட்டு எல்கனாக்கு ரெண்டு வயஃப் வந்திருக்காங்க வந்து என்ன பிள்ளைகள் இருக்காங்க அவன் கற்பத்தை என்ன பண்ணா தேவன் மகிமையை அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக தான் தேவன் நம்மை அதை அனுமதித்திருக்கிறார் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில தெய்வன் கற்பத்தை அடைத்திருந்தார் இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க பண்டிகைக்காக வருஷந்தோறும் சீலோவான்ற இடத்துக்கு போவாங்க அங்க எல்லாம் பலியிட்ட பிறகு அங்க பங்கிட்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு பங்கும் பெண்ணினாளுக்கு அவளுடைய பங்கு கொடுத்தா அவங்க குமார குமாரத்தை எல்லாம் கொடுப்பான் அண்ணாளுக்கு மட்டும் அவளுடைய பங்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கை போட்டு கொடுப்பான் அவனுக்கு பிடிச்ச என்ன ரொம்ப நேசிச்சான் ஆனா அண்ணாளுடைய சக்கலத்தை அதுதான் பைபிள் சொல்லுது அவளுடைய அந்த பெண் ஜாதியோ அவளை கிண்டல் பண்ணாள கேள்வி பண்ண வாசிங்க பார்க்கலாம் அப்போ என்ன நடந்தது அந்த பெண்ணினால் வந்து துக்கப்படுத்துவாள் அப்ப அவனை பொழுது என்ன பண்ணா இவ மனங்க அவ மன்கசந்த சாப்பிட அல்லது யாரும் ஆறுதல் படுத்த கூட அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியாதவளாக இருந்தாங்க மனமடிவாக்கள் அருமையான உடைக்கும் யோ நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் மனமடிவு உண்டாகிறது அப்புறம் சாப்பிடாம அழுது கொண்டிருப்பா குமாரிலும்னத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது போயிடும் நிறைந்திருக்கும் என்ன கேட்கிற அருமையான தேவையே உங்களுடைய தேவைகள் உங்களை ஆளுக செய்கிற அந்த நிலவரத்துக்கு வரும்பொழுது இந்த பாதைகள் நமக்கு எல்லாருக்கும் நடக்கக்கூடியவர்கள் மனமடி உண்டாகும் சோர்வு உண்டாகும் சாப்பிட பிடிக்காது யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள முடியாது ஆறுதல் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது மனம் துக்கத்தினால் நிறைந்து அழுதவர்களாக நாம் காணப்படும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒரு சூழ்நிலை அப்படியாக இருக்கக்கூடும் அப்படி இருந்தது இன்னொரு வேதனை அவனுடைய சொந்த சக்கலத்தையே அவ என்ன பண்றா அவ கிண்டல் பண்றா பரியாசம் பண்றா அவளை அவளை ஏலனம் பண்ணதுனால இன்னும் அவளுக்கு வேதனை அதிகமாயிடுச்சு இங்க போனது ஒரு பலியிடும் முடியாத ஆலயத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கும் முடியாத அங்க போய் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம் என்று இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இப்படி நடக்கும் பொழுது இன்னும் வேதனை அதிகமாகிறது ஆனால் அண்ணா இந்த இடத்துல தான் தேவையை அவள் எப்படி அணுகினால் என்பதை நாம் பார்த்து நமக்கு சில நேரத்தில் அவைகள் எட்ட முடியாத ஒரு கடியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்ற வார்த்தைகள் மற்றவர்கள் அவள் போய் என்ன பண்ண மனங்க மிகவும் அழுது கத்திரை நோக்கி விண்ணப்பம் செய்தால் அவளுடைய சொல்லு என் சொல்லா ஐசன்ஸ் நான் போய் எனக்கு மனங்கு நான் எங்கெல்லாம் அழ முடியுமோ எவ்வளோ அழ முடியுமோ அங்க அழுது அசந்து அழுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவண்ட பிள்ளை வீடுகள் ஆசாரிய அந்த தபர் நாட்டினுடைய எட்டு அவன் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பெண் என்னடா உதட்ட அளவுல உலரிகிட்டே இருக்கிறா அவ இவ்வளவு என்ன பண்ணிருப்பா குடிச்சிட்டு இருக்கால அந்த அளவுக்கு என்னென்ன டைம் ஆகுது இன்னும் வரல ஜே அவங்க ஒரு அற்புதத்துக்காக வெளிப்படுவதற்காக எல்லாம் அவட மகிமையில நிறைவேற்றுவார் என்ற அர்த்தத்துக்கு இங்க அண்ணாள் பாருங்க அவட குறை ஒண்ணு இருக்கு அவளுக்கு தர்ப்பம் தரிக்க முடியல அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல இப்ப அவன் சமூகத்தை போறா மனம் கசந்து அழுகிறா அவள் அழுது அழுது விண்ணப்பம் பண்றாங்க ஏழைக்கு சந்தேகம் வந்துடுச்சு சில நேரத்தில் உங்களை சந்தேகிக்கிற ஒரு பெரிதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான தெய்வ சம்பவத்துக்கு போய் அவள் அழுதாள் அப்படி சொல்றாள் நான் அப்படிப்பட்ட என் தேவன் நான் பேச வந்தேன் என்னுடைய போல ஊற்றினேன் என்று சொல்லுகிறாள் பாருங்க வாசிங்க பாட்டலாம் இல்ல இல்ல அடுத்த லாஸ்ட்ல அவள் துக்கப்படவே இல்லையான் அவள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏலி சொல்லுவாரு நீ இசை வேலின் தேவனத்தில் கேட்டது எதுவோ அது உனக்கு அப்புறம் அவள் என்னவா இருக்கவில்லை நல்லா கவனிங்க அப்புறம் என்ன ஆகவில்லை வருத்தமும் தவிப்பும்மக்கு மிஞ்சும் ஆனால் இங்கு தேவ சமூகத்துல போய் அழுது அழுது ஜெபித்த பிறகு இவளுக்கு மற்றவங்க சொல்ற எந்த வார்த்தையும் இவளுக்கு கேட்கவில்லை ஏனென்றால் போய் சாப்பிடற நல்லது அவளுக்கு தெரியும் என் பதில கேட்க வேண்டியவர் கேட்டாரு என் தேவையை சந்திக்க வேண்டியவர் சந்திக்க ஆயத்தமாகிவிட்டார் என்ற நம்பிக்கை வந்த உடனே பைபிள் சொல்றது நாம நிறைய தடவை நம்ம பண்ற காரியம் என்ன தேவ சமூகத்துல நிறைவான ஒரு பதில் கான்பிடன்ஸ் வந்த உடனே இப்ப அவளுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு போய் சாப்பிடறா அதுக்கப்புறம் அவன் என்ன படல துக்கப்படல காரணம் என்ன அவளுடைய இப்ப தேவையில்லை என்ன இருக்கிறது அதுக்கு பிறகு வாசிக்கிறோம் நீங்களுக்கு ஆண்டோர் ஒரு ஆண் பிள்ளைய கொடுக்கிறார் கத்திரத்தில் கேட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க கத்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி என்ன கேட்கிறாருமே என வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைப்பீர்கள் என்றால் அல்லது அதற்கு மாறாக சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம் அவைகளை பாதிக்கிறது என்றால் நீங்கள் அவர்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் என்றாளுக்கு அவளுடைய தேவை கண்ணுக்கு முன்னாடி இருந்தது என அவளுடைய இன்னொரு பெண்ணுக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அதுதான் அவளுடைய கண்களுக்கு எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே என்று சொல்லுகிற அந்த மனநிலவரத்தை பெற்றால் கண்டுகொண்டால் என்னுடைய மனது எல்லாவற்றும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்காரு அவருடைய சமூகத்தில் நான் போயிருப்பேன் அவர்களுக்கு நான் விண்ணப்பம் பண்ணுவேன் அவர்களை ஜபிப்பேன் என் ஜபத்தை அவர் கேட்பார் என் தேவைகளை சந்திப்பார் என் குறைகளை நிறைவாக்குவார் என் குறைகளை எல்லாவற்றையும் அவர் நீக்கி நாம் <laughs> பெ <laughs> நெகட்டிவ் ஆனஸ்க்கு மகிமையிலே நிறைவாக்குவார் என்றால் உங்களால் சொல்ல முடியுமா கடைசியா நான் சொல்லுகிறேன் எத்தனை பேர் உங்களுக்கு ஜார்ஜ் முள்ளர் என்ற ஒரு மிஷினரி பற்றி தெரியும் ஜார்ஜ் முள்ளர் பத்தாயிரம் அநாதை குழந்தைகளுடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிற பட்டத்துக்குரியவர் பத்தாயிரம் ஆர்ஃபன் சில்ட்ரன லண்டன் மா லண்டனில் அவர் வளர்த்ததுக்கு பயங்கரமான ஒரு விசுவாச வீரனுடைய சாட்சி அது அதில் ஒரு சாட்சி என்னவென்றால் ஒரு முறை அவருடைய ஹாஸ்டலில் சாப்பாடு இல்லை காலையில் பிள்ளைங்க அவங்களுக்கு ரொட்டின்ஸ் உண்டு இப்போ காலையில் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கு ஆயத்தமாக சொல்லிட்டாங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேபிளில் உக்கார சொல்லிட்டாங்க ஆனால் கிச்சனில் ஒரு காரியமும் இல்லை ஏன்னா செய்கிறதுக்கு ஒரு காரியமும் இல்லை எதுவும் நடக்கல டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் ஏன் இப்படி அனுப்புறீங்க டைம் ஆக போகுது இன்னும் எல்லாருக்கும் தட்டு வைக்க தட்டு வைங்க தட்டு வச்சிட்டு செப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆஸ்டில் இருக்கிற பிள்ளைகள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜபம் ஜெபிக்கும் பொழுது ஜபிக்கிறாங்க எல்லாம் ஜபித்து முடிச்சதே தட்டு தானதான் இருக்கு ஒருவன் பெரிய வேனோடு கூட அவங்களுடைய பிரெட்டு கேக்ஸ் எல்லாவற்றையும் வைத்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னவென்றால் அந்த இரவு அவன் பிரெட் செய்யும் பொழுது அவனுக்கு ஆண்ட சொன்னாரா இன்னைக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்பனேஜ் சென்டருக்கு ஜார்ஜ் முல்லர் என்ற அந்த ஹோம்க்கு நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு துரிதமாக ஆண்ட விளங்க செய்து அவன் சரியான நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஜெபித்து முடிக்கும் பொழுது அந்த இடத்தில் இன்னொருத்தர் பின்னாடி வரானா என்னன்னு பார்த்தா பாலோடு வரான் என்ன இது பால் எப்படின்னா அவன் போகும்பொழுது கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவனுக்கு வழி அவன் பால எடுத்து இதை கேட்டு கொண்டாட முடியாது இருக்க ஒரே புட்டம் நம்முடைய புட்டம் ஒன்றும் இல்லாத நேரத்தில் சரியான நேரத்தில் உணவை கொண்டு வந்தவரோட வாழ்க்கையில் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தேவைகளை ஆண்டவர் ஒரு அற்புதத்துக்கு நேராகவும் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்தக்கூடும் என்று சொல்லி இந்த நாள்ல கூட தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக நம்ம